போன பசங்களை கிணச்சி எப்படி திருக்கலாமா டெங் கேமமாக்கி கேனிச்சி கேண்டி இப்ப கேமமாக்கி மறுபடியும் அப்புறம் கேனச்சி habla da torence matila adiga vote vaangna kenichi da indha varsham parkoda committee head kenichi you are the winner engaludaiya vaazhthukal thank you friends enakku vote pottaunga ellarukku nandri ivan thola thaanga mudiyada adinna leader head kenichi mathaungala vida adhigamaana vote vaanginadanaala nee head aita illiya kenichi ye class friends nareper enakku da vote pottaanga hatori கிரவுக்கு வந்தா யாரும் எந்த பொண்ணு நடந்துக்கணும் விஷயமா என்னது உங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவனே நீதான் நீ எப்படி காப்பாத்த போற அட கடவுளே என்ன ஹட்டوري இந்த பால்வடிற முகத்தை பார்த்து இப்படி சொல்ற சும்மா விளையாட்டுக்கு சொன்னேக்க என்னச்சி நீ ரொம்ப நல்ல பையன் நீ மனசு வச்சினா நிச்சயமா எல்லா பசங்களையும் நல்ல பசங்களா மாத்த முடியும் ரூல்ஸை காப்பாத்த முடியும் போடு போடு நிப்பாட்டு ஹட்டوري ரொம்ப பகப்படாத அட ਉਹਨੇ தப்பு செறறது கெனச்சு கண்ணல இருந்து தப்பா முடியாது ஏய் ஏய் நான் என்ன பண்ணறேன்னு பாறேன் நிலை நிறுத்துவான் கேனுச்சி அங்க என்ன விளையாட்டு என் கிட்ட வந்து விளையாடுவா சரி பொருந்து பாரு உனக்கு ஸ்கூல்ல இருக்கு போறங்க ரெண்டு பேர் அங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ஆரம்பமே அசத்து சிரிக்க இப்ப பாருக்கிற என்ன பண்ணலாம் என்னுடைய சீக்கிரம் டெக்னிக் வேலையும் ஆரம்பி மாட்டிங்க ஆடு வந்துருச்சு என்ன ஆ என்னச்சு பண்ணவே இல்ல நம்புங்க ீங்க டிங் டிங் கெனச்சி எல்லாரும் பாராட்டுவாங்க நினைச்ச திடிக்கிட்டு இருக்காங்கல என்னாச்சு கெனச்சி இல்லை ஆ யோமிக்கோ நீ யா உனக்கு கொஞ்சம் கூட அசீங்கமா இல்ல ஒரு ஹெடா":{"அந்துட்டே இப்படி பண்ணுவ உனக்கு போய் நம்ம ஓட்டு போட்டோம் பாரு அடச்ச அய்யோமிக்கோ ப்ளீஸ் என்ன நம்பு பா இరికి எதுவுமே தெரியாது நான் சொல்றது நம்பு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பா சரி யோமிக்கோ கிட்ட வேலை ஆரம்பிக்கலாம் நீ கூட பேச நான் எதுவுமே செய்யல நீ அத நம்ம யோமிக்கோ ப்ளீஸ் பா டிங் டிங் நீ திரும்ப யோட தகுது நடக்கிறனைக்கெல்லாம் நீதான் தெரியல இங்க தான் இருக்கிய நீ வон கைய வழுக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக் நிnde நிnde இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு ப்ளீஸ் யுبيك என்ன நம்பு நான் ஒண்ணுமே பண்ணல தயசிஞ்சு தள்ளி கெஞ்சி போய் விடு ஆ ஆ ஏனா இது வழுக்குதே கங்க ஆ புடி ஓ அம்மாக்கே இன்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா அது ஒண்ணே இல்ல நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன் இது பண்ணியா? நீதானா? ஆமா, அது உன்னை சும்மா என்ன வந்து ஒரு கை இந்த இனிமே எந்த போறான் அவன் தான் ரொம்ப சுறுப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கி அது என்ன பண்றாமா என்ன வேலை பண்ண அதிக போட்டோ போயுது ரொம்ப தூரத்துல எனக்காக கஷ்டப்பட்டு அனுப்பி இருக்க அதுல அப்படி என்ன இருக்கு கேனச்சி ஆமா யூமிகோட ஞாபக அர்த்தமா நான் என்ன யுமிகோக்கு பதில் லெட்டரா அப்ப உனக்கு லெட்டர் வந்துருக்க எனக்கும் அனுப்ப அவளை ரா எனக்கும் அப்ப அவளுக்கு எ பிடிக்கும்ங்களும் என்ன நடக்குது <laughs> <laughs> என்ன செஞ்ச பண்ற கையா போதா வரவை கிணச்சி இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் கேமம்மாக்கு வேற இது ஏரியத பாத்துட்டா அவன் போயி கிட்ட போட்டு கொடுத்துருவா ஒரு போட்டோவை நான் உனக்கு நீங்க நெஞ்சா டெக்னிகால இத போய் யுமிகோ வரத்து கூட திரும்பி வந்து நேரம் பாட்டு போய்கிட்டே இருக்கு இந்த ஹட்டூரிய என்ன காணும் ஆ ஹடوري வந்தாச்சு ஹாய் கின்ச்சி குட் ஈவினிங் பா ஐயோ யுமிகோ நீ அடுத்த வாரம் தானே வரன்னு சொன்னாய் அடுத்த வாரம்னு சொன்னா இந்த வாரம் வர கூடாதா ஏแหน அதெல்லாம் ஒண்ணு இல்ல கின்க்கு ஒரு வேலைய இருந்துச்சு அதான் இங்க வந்த அனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் பாரு எனக்கும் ஒரு gift கொடுத்து இருக்க பாத்தியா ஆ சரி சரி உள்ள வாங்க எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் கின்ச்சி யுமிகோ நீ அனக்கி அனக்கு ஒரு லெட்டர் அனுப்பناalle அத நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படியே அம்மாக்கே ரொம்ப நல்லது. கெனிச்சி யுமிகா உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பனல்ல? அத பத்ரமா வச்சிருக்கியா? ஆ அம்மாம்மா அது ரொம்ப பத்ரமல்ல இருக்கு. எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒருவேளை குப்பையோட போட்டு அழிச்சிட்டியோன்னு நினைச்சேன் கெனிச்சி. ஆ அப்படியே ஒண்ணு இல்ல. சரி சரி நீ பத்ரமா வச்சிருப்பني எனக்கு தெரியும். அத ஒரு தடவை எடுத்து வந்து காட்டி பார்க்கலாம். இருக்கு. நான் சொல்றது நம்மக. சரி இருந்தா எடுத்து வந்து காட் ஏன் பயப்படுற? ஆ அது வந்து பத்ரமா வீருல தான் இருக்கு. ஆ அம்மா அது எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சிருக்க. என்ன நடந்தது இதில கெனச்சியோடைய தப்பு எதுவுமே கிடையாது நீ கொடுத்த போஸ்ட் கார்டு தவிரதுல நெருப்புல பட்டு கருகி போச்சு அதனால நான் தான் டூப்ளிகேட் போஸ்ட் கார்டு செஞ்சு கொடுத்தேன் அடடா இதெல்லாம் உன்னோட வேல தானா இந்த லெட்டர் ரெடி பண்ணிறதுக்கு அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப தூரம் ஓடி போய் ஸ்டாம்ப் வாண்டார் ஓ தேங்க்ஸ் ஹட்டரி கெனச்சி ஹட்டரி ONG ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் என்பா போச்சு கடினமா உழைக்கிற உங்களுக்கு அதுல முதல் கட்டமா இந்த ஜம்ப் நான் நான் உடம்பு ஏதாவது சரியில்லையா ரொம்ப நடுங்கறியா ஒண்ணு இல்ல அப்புறம் முதல்ல வெல்யாரி ரெண்டாவது கெமமாக்கி போகே எப்படி வெரி வெரி குட் உனக்கு நோரு பாயிண்ட் அடுத்தது பாருங்க என்ன இந்த பாக்ஸ் கொஞ்சம் பாருங்க சரி பண்ண கேம rapping אח ஜாம்பbury யாயடாளாக இருக Grammy நன்ன காபுகிறு 접종ு சந்து வைப்போуди க விறங்றி calibrationருப்பாறு ALLலம் கேmidt Heraus blendsாருத disadயாக கேணைச quantifyட்ப میں cięம்பருவ்து பா யாயesticமையும நмов thinksகுகாயி coward arsenal கேணைச் ச gingyk Armedவு ஜாய்팅 ர daggerகிறேன் அப்ப மு HTTPகிறேன defini ogenousட்டிருだம் Grandpa ஜாயே ஜாய் ஹாயர் expression பாழுங என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு நல்லாவே தெரியுது ஓஹோ இதுதான் உன்னுடைய பிரச்சனையா அம்மா ஹட்டூரி நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கு வழி சொல்லு இதுல என்ன இருக்கு கெணச்சி நல்லா சாப்பிடு நல்லா எக்ஸசைஸ் பண்ண அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படியோ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 ஐ oh. போ oh. oh. oh. ஆ ஆ ஆ ஆ கெனிச்சி நில்லு அப்பா ஹடரே செஞ்சோ எல்லாரே எங்க கிளம்பிட்டிங்க கெனிச்சி இன்னிலேந்து நாங்களும் ஜாகிங் போலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நீயும் கூட வரயா மூணு ரவுண்ட் ஓடுனதால ரொம்ப டயர்டா இருக்க நீங்க போயிட்டு வாங்கப்பா சாமா ஜம்ப் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு இரண்டாவது நாள் டெஸ்ட் எல்லாரும் இந்த கம்பி மேல என்ன ஜம்ப் பண்ணனும் சார் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன் வெரி குட் கெனிச்சி ஓகே சார் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி நீ போத நிறுத்திக்க நீ கவலை கிணச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படிதான் ஓடுற கிணச்சி நான் இப்ப உன் கைய புடிச்சுக்கிட்டு போட போறேன் தயாராயிருச்சு இப்ப நான் உன் கைய விட போறேன் தயாராயிருக்க வெரி குட் கிணிச்சு இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட ஓட மராத்தான் ரேஸ் கடைசி வரைக்கும் ஓடு ஓடு நல்லா அப்படிதான் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான் இது நடக்கவே கூடாது கடினச்சனால முன்னேறிக்கி ரொம்ப அவசிய